எல்லாருக்கும் வணக்கம் வியர்வார்னா ஃப்ரம் சிறுமுகை கயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ரொம்ப நாளில் நம்ம கிட்டே கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி இகா டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துடலாம் ஸாரீ நம்பர் டூ எயிட் ஜீரோங்க சாரீ நம்பர் டூ இந்த போச்சம்பள்ளி இக்காட்டைப் அண்ட் சில்க் காட்டன் சாரீஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து ஸ்டாக்கே இருக்கவே முடியிறதில்லைங்க ஏன்னா எப்போ நம்ம அப்டேட் போட்டாலும் மேக்ஸிமம் ஸாரீஸ் வந்து எல்லாமே சோல்டு ஆயிடுது ஸோ அதனால பார்த்துட்டிங்கன்னா ஷாப்பில் நேரில் வரவங்களுக்குமே நம்மளால் ஸ்டாக் வைக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்டாக இந்த சாரீஸ் வந்து நல்லா போயிடுச்சுக்குங்க நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்டு சாரீ டூ எயிட் ஜீரோ ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சேரீ பேக்ரவுண்ட் கலர் ஹாஃப் ஒயிட்லேயும் இருக்குங்க இது வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் பியூர் சில்க் அண்ட் ஃபிஃப்டி பெர்சன்ட் பியூர் காட்டன் மிக்சிங்கில் மேக் பண்ணதுங்க அண்ட் கைத்தறி சாரீங்க இதை வந்து கைத்தறியில் நான் பண்ண சில்க் காட்டன் சாரி சாரி நம்பர் டூ எயிட்டி ஒன் இதை எல்லாருமே வந்து நமக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க நல்ல feedback கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கறது பல்லுவன் பிளவுஸ் பேரட் க்ரீன் பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர் மேங்கோ எல்லோ சாரியோடைய பிரைஸ் 3500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து கைத்தறியில் நான் சர்வ் பண்ணதுங்க ஃபிஃப்ட்டி பர்சன்ட் பியூர் சில்க் அண்ட் ஃபிஃப்டி பியூர் காட்டனில் நம்ம மிக்ஸ் பண்ணி மேக் பண்ண சாரிங்க இது அண்ட் இது வந்து ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் சேரீ நம்பர் டூ எயிட் டூ இந்த சேரீலாம் பல்லுவன் பிளவுஸ் கிரீன் கலர்லேயும் body of சேரீ background கலர் ராணி பிங்க் கலர்லேயும் இருக்குங்க இந்த சாரீஸில் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாகவே தாங்க இருக்கும் நார்மலாக சின்ன சைஸை விட இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இதை வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இதை வியர் பண்ணால் ரொம்ப வந்து ரிச் லுக்கும் கொடுக்குங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க அந்த நம்பருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நம்பர் அனுப்பி புக் பண்ண சொல்லலாம் சாரீ நம்பர் டூ கம்பல்சரி சேரீ கோடு சென்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் இமீடியட்டாக நம்ம பார்த்து அந்த ஸேரீ இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் அண்டு நீங்கள் புக் பண்ண சொல்லியிருந்தால் இமீடியட்டாக உங்கள் நம்பரை நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புக்குடு ஃபார் யூங்கூட ரிப்ளை வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டூ பல்லூன் ப்ளவுஸ் ரெட் கலர் பாடி ஆஃப் ஸாரி பேக்ரவுண்ட் கலர் பார்த்துட்டிங்கன்னா கிரீன் அண்டு எல்லோ காம்பினேஷன்லையும் இருக்குங்க க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல இருக்குங்க இந்த ஸேரீ இது வந்து சில்க் காட்டன் சாரிங்க த்ரீ தௌசண்ட் கிடைக்கும் பலு அண்ட் ப்ளூ சிங்க் ப்ளூ சாரி பேக் கலர் நார்மல் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது ஸேரீடைய ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க ஸாரீயுடைய நம்பர் டூ எயிட் ஃபைவ் ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து வைக்க முடியலைங்க எவ்வளோ தூரம் நம்ம வீடியோஸ் போடுறோமோ அவ்வளோ தூரம் சீக்கிரமே என்ன ஆயிடுது அப்படின்னா சோல்ட் ஆயிடுது ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக வாட்ஸ்அப்பில் ஸேரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் எங்கள் வே ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்க நாங்கள் ரிப்ளே கண்டிப்பாக அப்டேட்ஸ் எல்லா குரூப்லேயும் போட்டுட்டு உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவோம் ரிப்ளே பண்ணும் போது அவைலபுளாக இருந்ததுன்னா உங்களுக்கு புக் பண்ணியும் கொடுப்போம் இப்போ இந்த சாரியுடைய கலர் சொல்லிடுறேன் டூ எயிட்டி ஃபைவ் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் ஆஃப் சேரீ பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்ச் கலர்லையும் இருக்குங்க சாரி நம்பர் டூ எயிட்டி சிக்ஸ் ஸாரீ நம்பர் டூ எயிட்டி சிக்ஸ் இங்க் ப்ளூ பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர் mango yellow கலர் இந்த சாரி வந்து பியூர் சில்க் அண்ட் பியூர் காட்டன் mix பண்ணி மேக் பண்ணதினால கண்டிப்பாக ட்ரைவர்ஸ் தாங்க பண்ணணும் ஆனால் இந்த ஸாரி பர்ச்சேஸ் பண்ணவங்களே நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க நாங்கள் நார்மல் வாஷ் கூட பண்ணோம் எதுவும் ஆகலை ஸாரீ வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ட்ரை வாஷ் மட்டுந்தாங்க சாரீ நம்பர் டூ இந்த கலர்லியும் சாரி கலர் இருக்குங்க இருக்குங்க pay, google pay, paytm, account transfer நீங்க புக் பண்றதுக்குமே யூஸ்லாம் ஒரு சேரீலேருந்தால் நிறைய சேரீ கூட நீங்கள் எவ்வளோ சாரீஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் சிங்கிள் சேரீ மட்டுந்தான் அடுத்த டைமில் புக் பண்ண முடியும் ஸேரீ நம்பர் டூ டபுள் எயிட் பலூன் பிளவுஸ் பேரட் க்ரீன் கலர் பாடி ஆஃப் ஸாரீ பேக்ரவுண்ட் கலர் பார்த்துட்டீங்கன்னா சாண்டில் அண்ட் எல்லோ மிக்ஸிங்கில் இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராகவும் இருக்கும் லைட்டாகவும் இருக்கும் பேக்ரவுண்ட் கலர் லைட்டாக இருக்கும் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பாடி ஃபுல் ஆர்மி உங்களுக்கு இருக்குங்க 블ௌஸ் மொத்தம் தான் ப்ளைன் saree உடைய லெन्थ கண்டிப்பா 6.2 மீட்டर्स இன்குளூடிங் ப்ளௌஸ் ப்ளௌஸ் உடைய லெन्थ கண்டிப்பா எபௌ 70 சென்டிமீட்டர் இருக்குங்க வித் ஆஃப் தி saree 45.5 இன்சஸ் எபௌ இருக்குங்க saree நம்பர் 289 289 பல்லுன் ப்ளௌஸ் Black color body of saree red colorங்க ஆக்சுவலாக இந்த டைப் ஆஃப் ஸாரீஸில் பாடியில் நிறைய கலர்ஸில் வந்து நம்ம டை பண்ணி இருக்கிறதுனால எல்லா கலரையும் மென்ஷன் பண்ண முடியலைங்க அதனால் நான் மேக்சிமம் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சொல்லிகிட்ருக்கேங்க ஸோ இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் பார்டர் வந்து சின்ன பார்டருங்க மற்ற எல்லா சாரீஸ்லையுமே கொஞ்சம் பார்ட்ரு பெருசாக இருக்கும் இதில் மட்டும் டாப் அண்ட் பாட்டமில் பார்டர் வந்து சின்ன பார்ட்ரு அதாவது ஜரியில் வரக்கூடியது சின்னதாக இருக்குது த்ரீ இன்சஸ் வருங்க சேரீ நம்பர் டூ இந்த சேரீல பல்லுவன் பிளவுஸ் பேரக் green, body of சாரி background color yellow கலருங்க இதுவுமே இந்த yellow எப்படி இருக்குன்னா வித் சாண்டில் மிக்சிங்கில் தான் இருக்கும் அதாவது டூயல் டோன்ல இருக்குங்க Maximum இந்த போச்சுமல்லி டைப் சாரீஸ்ல பார்த்துட்டீங்கன்னா டூயல் டோன்ல அதிகமாக இருக்கும் ஏன்னா மல்டி கலர்ஸ் வந்து சாரியும் சேம் பேட்டர் சேம் கலர் காம்பினேஷன் ஆனா அதுல என்ன டிஃபரன்ஸ் லைட் and dark கலர் தாங்க வேரியேஷன் அதாவது பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டீங்கன்னா 291, நைன்டி ஒன் லிட்டில் பிட் டார்கராக இருக்கும் than the 290 நைன்டி சாரி ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாங்க செஞ்சு நீங்கள் சாரி புக் பண்ணுறீங்கன்னா வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் சாரி நம்ம டூ அதே மாதிரி நீங்கள் வீடியோ பாருங்கள் கம்பல்சரி ஃபோட்டோவையும் பார்த்துட்டு ஹண்ட்ரட் உங்களுக்கு அந்த சாரி வேணும்னா மட்டுமே புக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன ஆசுலேஷன்ஸ் இருக்குது டவுட்ஸ் இருக்குது வாங்க முடியும் முடியாது அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட தயவு செஞ்சு புக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் வைங்க வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுங்க அப்போ அந்த சாரீ அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம புக் பண்ணி கொடுக்குறோம் சாரி நம்பர் டூ நைன்டி டூ பல்லுவன் இங்க் ப்ளூ பாடி ஆஃப் ஸாரீ கிரீனில் இருக்குங்க சாரீ நம்பர் டூ இன்டர்நேஷ்னல் புக்கிங் அவைலபுளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நீங்கள் ஒன் சேரீ புக் பண்ணுறதுக்கு பதிலாக டூ த்ரீ சாரீஸ் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக வருங்க ஃபஸ்ட் சிங்கிள் சாரீ அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுவே நெக்ஸ்ட்டு டூ த்ரீ ஸாரீஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு லிட்டில் பிட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா அமௌண்ட் வந்து ஷிப்பிங்க்கு வந்து ஆட் ஆகும் சாரீ நம்பர் டூ நைன் த்ரீ பல்லுவன் பாடி ஆஃப் சாரீ சாரி நம்பர் போர் இந்த சாரீல பல்லுவன் பிளவுஸ் கிரீன் பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர் ஃபேண்டா ஆரஞ்ச் கலர்ல இருக்குங்க த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் அஃபோர்டபுள் பிரைஸ் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது WhatsApp மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சேரீ கோடு சென்ட் பண்ணி புக்குன்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் மெசேஜுக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த ஸாரி அவைலபிளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம புக் பண்ணி கொடுக்குறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்